வணக்கம் பலகிதத்தின் சுந்தங்களே செல்ல குழந்தைகளே இன்றைக்கி வித்யாரம்பம் அதாவது இன்றைக்கி விஜயதசமி அன்றைக்கி பிள்ளைங்களெல்லாம் ஸ்கூலில் சேர்த்து படிக்க வைக்கிறதுக்கு ஆரம்பிப்பாங்க இல்லையா அந்த நிகழ்வு நாங்களும் இப்படித்தான் முத முதல்ல கைப்பிடிச்சி ஆனால் எழுதணும் அதை பற்றிய ஒரு வீடியோ என்னுடைய பேரன்ட் சிவராம்கான் அவனுடைய பள்ளியில் சேரக்கூடிய இந்த நிகழ்வை உங்களுக்கு வீடியோ கொடுத்துருக்குறேன் இதை பற்றி உங்கள் கருத்துக்கெல்லாம் மறக்காமல் நம்ம சேனலில் எழுதி அனுப்புங்கள் நீங்களும் உங்கள் நினைவுகளை நம்ம சேனலில் எழுதி அனுப்பலாம் நன்றி வணக்கம்